வணக்கம் ஒரு அது என்ன இந்த 17 கலர் வந்து எாருக்கும் நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட என்கொயரி பண்ணும்போதே எப்படி தான் என்கொயரி பண்ணுவீங்க இந்த டிசைனுங்க இந்த கலர் இருக்குங்களா அப்படிங்கிற மாதிரி என்கொயரி பண்ணுறீங்க ஸோ இப்போது பர்டிகுலராக இந்த டிசைனில் பதினேழு கலர் சேரீஸ் வந்து நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் இந்த சேரீ உடைய கலர் சொல்லிடுறேன் இந்த சேரீடைய கலர் பீச் கலர் சேரீ நம்பர் டபுள் எயிட் ஒன் ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்ட் சரி ஒர்க்கில் இருக்குதுங்க சாரீ நம்பர் டபுள் எயிட் நம்பர் டபுள் இந்த வீடியோல நீங்க போறது எல்லாமே பியூர் சாஃப்ட் சில்க் சாரீஸ்ங்க ஒவ்வொரு சாரி கூட கட் Silk Mark Tag வந்துரும் வந்துடும் அண்ட் எல்லாமே கைத்தறியில நெசவ் பண்ண பியூர் Silk சாரிங்க இது ஃபுல்லாவே Single Color சாரி Self கலருங்க Body of சாரி Pallu and Blouse எல்லாமே ஒரே கலர்ல இருக்கும் இந்த design வந்து Body ஃபுல்லாக இருக்கும் Top and பாட்டம்ல உங்களுக்கு இந்த ஸ்ட்ரைப்ஸ் வந்து இருக்கும் பாடி இருக்கும் பிளவுஸ் மட்டும் உங்களுக்கு பிளைனாக இருக்கும் அண்ட் இன்னர் லேயர் உல் சுத்து பிளைனாக இருக்குங்க சாரியுடைய நம்பர் டபுள் இதுக்கு முன்னாடி கலர் மட்டும் இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேங்க ஏன்னா கலர் ரொம்ப இம்பார்ட்டன் அப்படிங்கிறதுனால சாரியுடைய நம்பர் 882 எயிட் டூ இந்த சாரியுடைய கலர் லோட்டஸ் பிங்க் 882 எயிட் டூ லோட்டஸ் பிங்க் இது எயிட் கிரே கலர் சாரி நம்பர் எயிட் கிரே கலர் சாரியுடைய பிரைஸ் சிக்ஸ் தௌசண்ட் வித் ஃப்ரீ ஷிப்பிங்ல ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு கிடைக்குங்க இப்போ நம்ம ஒரு வீடியோவில் சாரீஸ் நம்ம அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரே பேட்டர்னாக இருக்கக்கூடிய சாரீஸ் தான் மேக்ஸிமம் வந்து அப்டேட் பண்ணுறோம் அப்படி அப்டேட் பண்ணும்போது அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய எல்லா சாரீஸுமே ஒரே பிரைஸ் தாங்க அதனால தான் ஈச் அண்ட் எவ்ரி சாரிக்கும் நம்ம பிரைஸ் சொல்கிறது இல்லை ஒன் ஆர் டூ டைம்ஸ் மட்டும் அந்த வீடியோவில் நம்ம மென்ஷன் பண்ணுறோம் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரைஸ் இருக்குங்க சாரி நம்பர் எயிட் இது வந்து வெரி லை கலர் வெரி லைட் கலர் இந்தியனால கண்டிப்பா ட்ரை வாஷ் மட்டும் தாங்க பண்ணணும் சாரீ நம்பர் 885 எயிட் ஃபைவ் இந்த சாரீஸ் நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம் அதாவது வாட்ஸ்அப் மூலமாக புக் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குதுங்க இப்போ நான் காட்டுற இந்த செவன்டீன் கலர் சாரீஸ் வாட்ஸ்அப்பில் மட்டும்தாங்க புக்கிங்கு நேரில் வந்து இந்த சாரீஸ் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது ஏன் அப்படின்னு சொல்ல வேண்டியதில்லை ஏன்னா ஆன்லைன்லையே போட்டுடுறோம் வாட்ஸ்அப்லேயே புக்கிங் ஆகும்போது நேரில் வரும்போது இதே சாரி எடுத்து கொடுக்க முடியாது ஏன்னா வாட்ஸ்அப்பில் ஆல்ரெடி புக் ஆகியிருக்கோம் இப்ப நீங்க பாக்கிறது இதுல கொஞ்சம் பிரைட்டா இருக்கும் Pastel shade கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் அவைலபிளா இருக்குங்க கேஷ் ஆன் டெலிவரி சாரீக்கு டூ ஹண்ட்ரட் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வருங்க அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் சாரீ புக் பண்ணும்போதே பே பண்ணால் தான் உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணி பார்சல் சென்ட் பண்ணுவோம் பார்சல் ரிசீவ் ஆகும்போது சாரியோடய பிரைஸ் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் கேஷ் பண்ணி சாரீ வாங்கிக்கலாம் சாரீ நம்பர் 887 887 இது டபுள் ஷேடுங்க ப்ளூஇஷ் கிரீன் ப்ளூ அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் இருக்கும் ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்டு ஜிரி தாங்க செவன்டீன் கலர் சேரீஸ் இந்த பேட்டனில் பார்க்குறோம் அப்படின்னா எல்லாத்துலேயுமே வந்து கோல்டு டெஸ்டு சிரி தான் ஹஃபைன் ஜிரி தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் சில்கை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் சில்க் சில்க் மார்க் தான் உங்களுக்கு வரும் and சாரி நம்பர் ட்ரிபிள் எயிட் சாரி நம்பர் ட்ரிபிள் எயிட் சாரியுடைய கலர் pink color international shipping available இருக்குங்க shipping ஷிப்பிங்கு ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வருங்க இந்த சாரீஸாக நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக புக் பண்ணிக்கலாம் அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சாரீ கோடோட புக் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு மெசேஜ் மட்டும் மட்டுமே போதுங்க நாங்கள் எல்லா குரூப்ஸ்லேயுமே அப்டேட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ண ஆரம்பிப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சாரீஸ் வந்து ஒரு டூ தேர்ட்டிக்கு அப்டேட் ஆகுது இல்லை ஃபைவ் அப்டேட் ஆகுதுன்னா அந்த டைம்லேருந்து செவன்ட்டி சிக்ஸ் குரூப்ஸ்க்கு ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணுங்கள் அது போக லிங்க்கு அதாவது டிஸ்கிரிப்ஷனு வந்து நம்ம சென்ட் பண்ணணும் இதெல்லாம் சென்ட் பண்ணி முடிச்சுட்டு மெசேஜஸ்க்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஹாஃப் அன் அவருக்கு மேலே ஆகுங்க அப்படி ஆகும்போது நம்ம ஒன் by ஒன் மெசேஜ் எப்படி ரிப்ளை பண்ணுறோம்னா ஓல்டு மெசேஜஸ்லேருந்து ரீசன்ட் மெசேஜஸ் தான் ரீட் பண்ணிட்டு வருவோம் இந்த சேரீனை கலர் சொல்லிடுங்க டபுள் ஷேடு வயலட் அண்ட் ராயல் ப்ளூ காம்பினேஷன் வயலட் அண்ட் ராயல் ப்ளூ காம்பினேஷன் டபுள் ஷேடு சாரி நம்ம எயிட் நைன்டி இதுக்கு முன்னாடி பார்த்தது 889, எயிட் நைன் இப்போ நம்ம பார்க்கறது எயிட் நைன் ஜீரோ சாரியுடைய கலர் பர்பிள் ஸோ அதனால தான் ஒவ்வொரு வீடியோல சொல்றோம் நீங்க ஒரு மெசேஜ் பண்ணாவே போதுங்க இப்போ எயிட் நைன் சாரி வேணும்னா எயிட் புக் அப்படின்னு ஒரு மெசேஜ் பண்ணவே போதும் எங்க மெசேஜ் வந்து கண்டிப்பாக ஹாஃப் அன் ஆகும் பட் கண்டிப்பா ரிப்ளை வரும் நீங்க ஃபர்ஸ்டா பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்க மெசேஜ் வந்து கண்டிப்பாக ஓல்டா இருக்கும் அப்போ நாங்கள் உங்க மெசேஜ் பார்க்கும்போது இமீடியட்டா உங்களுக்கு புக்குடு ஃபார் யூங்கிற மெசேஜ் ரிப்ளை வந்துடும் அண்ட் அக்கௌண்ட் பேவா கூகுள் பேவா எந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணுங்கிற கொஷினும் உங்களுக்கு வந்துடும் சப்போஸ் உங்களுக்கு முன்னாடி வேறு யாராவது புக் பண்ண சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க உங்கள் மெசேஜுக்கு முன்னாடி அவங்க மெசேஜ் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தான் நம்ம புக் பண்ணுவோம் யாருடைய மெசேஜ் ஃபஸ்ட்டு இருக்குது அவங்க புக் பண்ண சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு available, புக் பண்ணுவோங்க அவைலபிளான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம புக் பண்ண மாட்டோம் நோட் பண்ணவும் மாட்டோம் அவைலபிளாக இல்லையாங்கிறது மட்டும்தான் ரிப்ளை பண்ணுவோம் இப்போ நீங்கள் பார்க்குறது சாரி நம்பர் 891, நைன் ஒன் டபுள் ஷேட் பிங்கிஷ் ஆரஞ்ச் டபுள் ஷேடுங்க பிங்க் இஷ் ஆரஞ்ச் பிங்க் அண்ட் ஆரெஞ்ச் காம்பினேஷன் சாரி நம்பர் 892, நைன் டூ ஒரு டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் வேணும் அண்டு டிஃப்ரெண்ட்டாக வேணும் புட்டா இருக்கிறது மட்டும் இல்லாமல் புட்டா கூட ஏதாவது கொஞ்சம் அடிஷ்னலாக ஆட் ஆகிற மாதிரி வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாகவே இது வந்து ஒரு ஆப்டான அப்டேட் தாங்க இந்த சாரியுடைய கலர் இங்கு ப்ளூ கலர் சேரீ கலர் இங்கு ப்ளூ கலர் சிங்கிள் சேரீ கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ நம்பர் ஆஃப் சாரி வேணாலும் ப்ரீ பேமெண்ட் ஆப்ஷன்ல வாங்கிக்கலாங்க ஆனால் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன்ல ஒரு சாரி தாங்க அட் அடைமில் வாங்க முடியும் அந்த சாரியுடைய பார்சல் நீங்கள் கையில் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் சாரியை கேஷ் ஆன் டெலிவரியில் எந்த லிமிடேஷன் கிடையாது எந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் கிடையாதுங்க இப்போ நீங்கள் பார்க்கறது ப்ரௌன் கலர் கலர் கலர்ன் பாலி பொறுத்த வரைக்கும் சாரி உங்களுக்கு டேமேஜா வந்ததுனாலோ அல்லது நீங்க புக் பண்ண சாரி இல்லாம வேற சாரி வந்ததுனாலோ தாராளமா அப்ரோச் பண்ணலாம் அதுக்கு கம்பல்சரி பார்சல் ஓபனிங் வீடியோ எப்படி இருக்கணும்னா பார்சல் ஃப்ரம் பிகினிங்லருந்தே அதாவது அந்த பார்சல் ஓப்பன் பண்ணுறீங்க இல்லையா அந்த ஓப்பனிங்லேருந்தே அப்படி ஓப்பன் பண்ணும்போதே அந்த சேரீயை ஃபுல்லாக விரித்து பாருங்கள் விரித்து பார்க்கும்போது ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் வீடியோவில் மென்ஷன் பண்ணுங்க நீங்கள் பார்சல் மட்டும் ஓப்பன் பண்ணுறது ஒரு வீடியோ அதுக்கப்புறம் சேரீ ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுறது ஒரு வீடியோன்னு அனுப்புனீங்கன்னா கண்டிப்பாக நம்பற மாதிரியே இருக்காது ப்ரூஃபாக இருக்காது ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க பார்சல் அப்படின்னா ஃபுல்லாக அதுலையே நீங்கள் எல்லாமே மென்ஷன் பண்ணுங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பிங்கிஷ் ஆரெஞ்ச் கலர் தாங்க சாரியுடைய கலர் பிங்கிஷ் ஆரெஞ்ச் இதுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கு இதுக்கும் டிஃப்ரென்சஸ் இருக்கு கலரில் எயிட் நைன் ஃபைவ் சாரி நம்பர் எயிட் நைன் ஃபைவ் சப்போஸ் ஒன் ஆர்ட் டூ சாரீஸ் ஸாரீ கோடு சொல்லும் கண்டினியூஸ் நம்பரில் தான் நம்ம சாரீ கோடு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்போ பிஃபோர் என்ன ஆஃப்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இடையில என்ன ஸாரீ நம்பர் சொல்லியிருப்போம் அப்படிங்கிறது உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் சாரி நம்பர் எயிட் நைன் ஃபைவ் கலர் நேவி ப்ளூஸ்ட் சாரியுடைய நம்பர் 896. 896, சாரி சிக்ஸ் Black கலர் அதே மாதிரி சாரி புக் பண்ணுறீங்கன்னா இமீடியட்டாக அடுத்தடுத்த மெசேஜஸ்க்கு ரிப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு வேணுங்கிறதுனால தான் அப்ரோச் பண்ணுவீங்க மெசேஜ் பண்ணுவீங்க ஆனால் அதுக்கு அடுத்தடுத்து ரிப்ளை பண்ணிங்க அப்படின்னா எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பெட்டராக இருக்கும் ஏன்னா ஒரு பர்டிகுலர் சில சாரீஸ் பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் நம்மகிட்ட கேட்குறாங்க அப்படி கேட்கும்போது ஃபஸ்ட்டு புக் பண்ண சொன்னவங்களுக்கு நம்ம புக் பண்ணிடுறோம் செகண்ட் தேர்ட் ஃபோர்த்து கேட்குறவங்களுக்கு என்ன சொல்கிறோன்னா அனர் கஸ்டமர் புக்குன்னு சொல்கிறோம் அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சப்போஸ் அந்த சேரீ வாங்கலைன்னா எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் எனக்கு சொல்லுங்கன்ட்டு ரிப்பீட்டடாக மெசேஜ் பண்ணி நம்மகிட்ட கேட்டுட்ருக்காங்க அவங்களுக்கு நம்ம ப்ராப்பராக அந்த சாரீ இருக்கா இல்லையான்னு சொல்லணும் அப்படின்னா யார் புக் பண்ணிங்களோ அவங்க நமக்கு ப்ராப்பரான ரிப்ளை கொடுத்தீங்கன்னா தான் எங்களால் அவங்களுக்கு கன்வே பண்ண முடியும் அதனால தான் சொல்கிறோம் இப்போ நம்பர் எயிட் நைன் செவன் இந்த கலர் ரெட் கலர் ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரே பேட்டன்ல இருக்கக்கூடிய செவன்டீன் கலர்ஸில் இருக்கக்கூடிய செவன்டீன் ஸாரீஸ் பார்த்தோம் சிக்ஸ் தௌசண்ட் இந்த சாரீஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு சாரியுமே இந்த சில்க் மார்க் சர்டிஃபிகேஷனோட தாங்க உங்களுக்கு கிடைக்குது பிடிச்சிருந்ததுன்னா வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம் சாரீ கோடு அனுப்பி அது கூடையே புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புக் பண்ணுவோங்க தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்